என்னுடைய முரட்டலத்தை என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு வன்முறையில் இறங்கிட கூடாது என்று எனக்கு பார்க்கும்போது இருக்குறோம் கொஞ்சம் சொங்கி சோனங்கி இருக்குனால நீ ஆட்டம் கட்டினி களைறீங்க என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்தவரை வந்து நடக்குது ஓடுவான் நிலமும் அதிகாரமும் வாசனைக்கு ஒரு அந்த பேச்சுக்கு எல்லா அதிகாரியும் இங்க வந்து இருந்துட்டான் வென்று வரோந்து வரோம் வந்துருவாரோ விடுங்க விடுங்க ஒற்றுமையா ஒான் போறத்துக்கு அவனுக்கு சோர் போட உள்ள பிச்சு விட்ட ரொம்ப தெரு அடிப்பா ராஜா அப்ப அடி வாங்கும் போது என் முகந்தான் யாங்கத்துக்கு ஒரு ஓட்ட போட்டு வீட்டில் இருப்பூர்ல அடிக்கிறவன் தெரு அடிப்பா ராஜா அப்ப அடி வாங்கும் போது என் முகந்தான் யாங்கத்துக்கு எச்சரித்து ஓட்ட போட்டு வீட்டுல நாட்டை நீ போடு எதிர்ப்பேன் எதிர்ப்பேன் நான் வந்து உட்கார்ந்தவன்ன சொல்ற என் தலைக்கு மேல என் தலைவன் படம் ஒரு கொம்பனை ஒண்ணு நம்பது தேவர கண்ணா எங்க ரெட்டியார் நாயுடு மகன் அதிகமா உனக்கு வரலாறு தெரியுமா எங்க முன்னோர்கள் பேரரசோ பாண்டிய பேரரசு இருக்கும் போது அவர்களுக்கு பட்டாவணைகளை நெசம் கொடுத்த மக்கள் நெசம் மட்டும் முதலியாந்தி முதலிடம் ஆதி தமிழ் குடிகள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது வேறாவது வேற வழி இல்லாமல் ஆந்திராவிலிருந்து ஆந்தி குடிகளை கொண்டாங்க தன்மான மிக்க தமிழகம் நிறைந்து வாழ்கிற நாடு நீதிப்பா செய்திருக்கோம் வச்சான் பனையரி தான் இந்த இந்திராங்களுக்கு அது எனக்கு தெரியாத வேல பாக்குறதுக்கு களத்துல இருக்குறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியல நம்ம களத்துல இருக்கிறதுக்குரிய தொகுதியில நின்று மகிழ்ச்சியா வேலை பார்க்கணும் நீங்க கண்டுபிடிச்சு காட்டிடுவீங்க ஏன்னா இங்க நடக்கிறத சொல்றோம் அவ்வளவுதான் வேலை கொடுத்தாங்க வேலை பாக்குறோம்னா கூட களத்துல நிற்கிற யாரு என்னால இந்திராக்கா கிடையாது நீ யாருனாலும் களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பிடாது கடைசியில் சோரட்டி ஒட்டி ஓட்டிகிட்டே இருக்கணும் நீட்டவனப்போட போடா என்ன போடா நீ அப்படியா காலத்துல என்ன நடக்கும் நீங்க அதுக்கு தெரிஞ்ச மாதிரி வேலை போடுங்க என்ன நடக்குது ஒரு எனக்கு வேட்பாள சேர் பண்ணி தர வேட்பாளர் தேர்வு எல்லாம் பண்ணி தர நாங்க களத்துல வேலை பார்க்கறாங்க எப்படி பறையர்னாவே ரொம்ப சாள் தோனி ஆதி பாட்டன் சிவனே பறையன் அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு வள்ளுவ பறையினாரு தான் பாட்டன் சிவனே கூத்தாடிதான் அப்ப நாங்க கூத்தாடி போய் மக்கதான உங்க அண்ணனோ தம்பியோ அல்லது பேரனோ மகனோ உங்க கூட இருக்கிறேங்கிற திமரு உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் நம்ம சொல்லிதான் வட இந்தியனை தாக்குறாங்க தொடர் இறங்கி இருக்க முடியாது அங்கே இற மாட்டான் என் மீனவன அடிச்சுனா நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு மூணு நாள் இலங்கையில இருந்து ஒருத்தன் வானூர்தி இறங்கல உண்மையில இறங்கல என் பட குறைப்பயில ஆமாடா குறைவன்டா ஆமாடாந்தா குறைவன் என்னது நான் ஒருத்தன் கிட்ட அந்த கிளப் சை வந்து வீடியோ கிளப்லயே போயிடப் போயிட ஆகிடுமே ஆட் மீ ஓலனப்ரியா மாதி மூக்கறா பாக்க ஓடறா ஒடறா ஒடறா மாமா ஒன்னே பாரில அந்த பாக்கு லோடு கிளையாத பா